நம்முடைய பெருமானார் நதி முகம் முஸ்தபார் அவர்கள் மதிநாளை விட்டு மக்காவுக்கு சென்று கடைசியாக திரும்பி மதினாவுக்கு வரும்போது வழியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி இதற்கு சின்ன ஹெஜரத்து என்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது மின்னா ஊறுதீன் என்று சொல்லக்கூடிய முத்தமிழ் சங்கத்தின் புலவர் மாபெரும் கவிஞர் என்னான் ஊழியன் என்று சொல்லக்கூடியவர்கள் பொன்னிய மாலை என்று சொல்லக்கூடிய வசியத்தில் இந்த பாடலை பாடுகின்றார் அதாவது அருமை நம்பியவர்கள் திரும்பி வரவேண்டிய வழியில ஒன்றாக வர வேண்டிய சகாபா பெருமக்களும் நாளியார்களும் சூழ்ந்து வரும்போது தாகத்தினுடைய தன்மையினால் இடைவெளியில் நிகழ்கோர் நிகழ்ச்சி ஒரு இளையரவர்கள் பால் கொடுத்த ஒரு சம்பவம் ஆனால் இவருடைய ஒரு கருத்து என்னவென்றால் அருமநாயகத்தினுடைய அவர்கள் மீது நம்பிக்கையும் அவர்கள் மீது முகப்பத்தும் வைத்திருந்தார்கள் இக்காலத்தில் வாழ வேண்டிய நாமல் அவர்கள் மீது எந்த அளவுக்கு முகப்பத்து வைத்திருக்கின்றோம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சரித்தை பாடுகின்றோம் அதாவது இந்நான் ஊர்தி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் புலவரவர்கள் இந்த பாடல்களை சொல்லி காட்டுகின்றார்கள் சின்ன வருமான காபுலத்தில் தனி நோய்க்கு எழும்பருள அருமா மகிழ்வந்த கவிட கல்போல் உயிர் தோழர் திரண்டு செல்ல வெளிவாரும் எழுபது முன்பின் சொல்ல அருமை நதியவர்கள் குருவாம் பிரபுவாம் நபீரசூர் அதாவது பிரபு குருகளுக்கெல்லாம் பிரபுவாக இருக்க வேண்டிய அருமை நபி அவர்கள் மக்காவுக்கு சென்று திரும்பி மதினாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் குருவான் நபிரசூல் குருவான் தருவத்து நின்று தமிழ் நோக்கி எழும்பெறோல மக்கள் நின்று மதினாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் தலைவா கருமா முகில் வந்து கடிகையிட கண்போல் உயிர்த்தோழர் திரண்டு செல்ல கருமா நுகில் வந்து கால்வேகத்தினுடைய நுகில் என்பது மேகம் தார் மேல்கள்லங்கரிக்க கண்கள் உயிர் தோழர் திரண்டு செல்ல கண்ணை இவை எப்படி பாதுகாக்கின்றதோ அது போன்று சகாபா பெருமக்களும் நாயகார்களும் அவர்களை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களாம் விரைவா சுமந்த ஒட்டை அதாவது எழுபது உத்தகங்களிலே பொன்னும் குழு ஏற்றப்பட்டு அது முன்னும் பின்னமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது விரைவா சுமந்த ஒட்டை எழுபது முன்பின் நாகச்சென்ற இந்த முறையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது அக்காவுக்கும் அஜினாவுக்கும் அஜியிலே வந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் சகாபா பெருமக்கள் அழிக்க வேண்டிய வெயிலுடைய வெப்பத்தினால அந்த அதாவது புஷ்பமாகிய இன்னும் அந்த பூமியில் நடந்து வரும் பொழுது அவங்களுக்கு தாகம் அதிகரித்து விட்டு அந்த தாகத்தினுடைய தன்மையினால அந்த தாகத்தினுடைய ஒரு குடும்பினால எல்லாரும் தயங்குகின்றார்கள் அதே நேரத்தில் தண்ணீர் தாகம் பொறுக்க முடியாத அந்த பயங்கரமான வெப்பமான அந்த ஒரு நிலையை பற்றி இந்த பாடலை பாடிய மகான் சொல்லிக் காட்டுகின்றார்கள் வீடாக மகாவிடையோடு மனிதர் சிலரே நெஞ்சி புணராமல் நீண்ட மலக்குவழி பார்த்தார் கஞ்சமுகத்தால் பேர் கொஞ்சி துளிவிழா வெஞ்சுரத்தில் மஞ்சி என்பது மேகம் அந்த மேகத்திலிருந்து ஒரு துளி மனகு அந்த இடத்துல விடாது அப்பே பயங்கரமான வெஞ்சுரம் அதாவது ரொம்ப வெப்பமான பூமி வஞ்சி துளிவிழா வெஞ்சுரத்தில் மாகாவிடையோடும் வரிகரிசிலை மாகாவிடை என்று சொன்ன விடை என்றால் தாகம் அதிகமான தாகம் ால நெஞ்சு புனராமல் நீர் தேடியே நீண்ட மலக்கூடி ஏறி பார்த்தார் அவங்களுடைய குன்றுகள் எல்லாம் ஏறி பார்த்தார்கள் அப்படி ஏறி பார்க்கும் போது அங்கு யாரை காணகின்ற ஒரு இடையர் ஆடு வைத்துக் அந்த ஆடு வைத்த இடையரை கண்டதும் அஞ்சல் கூவி ஆலன் அடிபாலம் மனுகச் சேர்ந்தார் அந்த இடையரை அழைத்துக் கொண்டு வந்து நம்முடைய அருமநாயகத்தினுடைய முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாங்க நிறுத்திய உடனே நம்முடைய பெருமானார் சொல்லும் அந்த இடையே கேட்கின்றார்கள் எதிர்ப்பட்ட இடையரே நீர் காட்டாய் என கேட்டார் காட்டில் எதிர்பட்ட இடையரே நீர் காட்டாய் என கேட்டார் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாங்க கேட்டவுடனே அந்த இடையன் பதில் சொல்லுகின்றார் ஆட்டாய் அவரது கேட்டு மோட நடத்தி கஸ்தூரியா நாட்டாயே தண்ணீர் கிடையாது நகரில் மதினாக சென்றால் உண்டு வேட்ட புதவாத மீண்டும் நதி மாதம் சொல்வார் இடையன் பதில் சொல்லுகின்றார் அருமை நாயகத்தினுடைய முகத்தை பார்த்து மதினாவில் போனா தான் மட்டுமல்ல வேட்டர் குதவாத கானம் என்று அதாவது பகைகாரர்களுக்கும் ஆகாத ஒரு பூமி பயங்கரமான வெப்பமான பூமி இந்த இடத்துல தண்ணி கிடைக்காது இன்னும் இந்த இடத்தினுடைய தன்மையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க சொல்லி அந்த காட்டு அந்த இடையர் மீண்டும் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் அருமநாயகத்தினுடைய திருமுகத்தை பார்த்து சொல்லுகின்றார் இந்தியுமா சல்லி குணம் கட்ட புல்லாம் அருப்ப குணம் படைத்தோமி அவனுடைய உள்ள எப்படி அப்படி இந்த பூமி சொல்லுகின்றார் குணங்கட்ட சல்லி குணம் கட்ட புல்ல சுரமாக கெல்லி இறைத்தாலும் சிறகை நீர் கிடைப்பதற்கும் என மொழிந்தி சொல்லி பிரியமாய் இடையும் அன்பாய் தொழுக மிக உள்ள இர சூழ் முன்னே நல்ல கடைகாலும் பாலை வைத்து நடுக்கி வாய் தொருங்கி நின்றார் பார ாலும் ஒரு சிறங்காக லி கே அவ இந்த பூமி எவ்வளவு ஆழமாக நோண்டுனாலும் தண்ணி கிடைக்காது சொல்லி பிரியமாய் இடைய நண்பாய் தொழுக மிக உள்ள இரண்ட இதில் தன்னுடைய ஆட்டிலே கறந்த பாலை ஒரு கடையால் வாழில எடுத்து கொண்டு வந்து அருமநாயகத்துடைய முன்னால வைத்து ஒரு பக்கமாக ஒதுக்கி வாய் ஊத்தி கை ஊற்றி பதனமாக நின்று பாலை குடிங்க சொன்ன உடனே அருமனை பாலை எடுத்து குடுத்து குடிச்சாங்களா குடிக்கணும் உடனே அந்த கடைகாலையை வைத்திருக்க வேண்டிய பாலை பார்த்து அந்த இடையரை பார்த்து கேட்கின்றார் ஓ இடையரே இந்த பாலை எனக்கு தந்திருக்கின்றீரே ஆனா இந்த பாலே உம்முடைய பாலா என்று கேட்பதற்கு அருமன்பி இடையரை பார்த்து கேட்டான் கடைகாலின் பாலை காணிக்கையாய் தானு படி வைத்த பொதுவன் தன்னை நடைகால் அடிதோயா அபிசிரித்து நம்போ நாட்டாரு பாலோ என கடைகாலின் பாலை காணிக்கையார் இந்த கடையால் இருக்க வேண்டிய பாலை எனக்கு காணிக்க அன்பளிப்பா தந்திருக்கீங்க இந்த பால் உங்களுடைய வந்தால ஆடு மேய்க்கார்னு சொன்னா அவரு வீட்டாடு ஒரு ஐம்பது பக்கத்து ஒரு பத்து அடுத்த விட்டாடு ஒரு முப்பது இப்படி எல்லா ஆட்டையும் சேர்த்து தான் ஒரு ஆடு மந்தியா கொண்டு மேய்க்கிறது பழக்கம் அதனால ரசூ கேட்டாங்க பால் வந்தமுடிய கடந்த பாலா இது அன்னியருடைய பாலான்னு கேட்டார் கேட்ட உடனே அந்த விட்டு உடைகால் உணர்வத்தாலும் ஊக்க தளம் தாக்கை உயிர் போனாலும் இருந்தாலும் பிறர்பார்கள் மேலாண் நெறியங்கள் நெறிய என்றார் அந்த இளைஞர் பச் சொல்லுகின்றார் உடைகால் தளர்ந்தாலும் உணர்வற்றாலும் ஊக்க தளம் உயிர் போனாலும் அதாவது ஆயிரம் பேர் நிற்க வேண்டிய கூட்டத்தில் தன்னுடைய உடை தளர்ந்து விட்டால் திடுக்காக சரி செய்வதற்கு அதுபோன்று உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டாலும் அதற்கு பின்னால இந்த கையை வெட்டி இது அந்நியருடைய குரலை கொண்டு வந்து வைத்தாலும் இது இந்த கை தீண்டாது அப்பேற்பட்ட ஒரு மேலாம்பரமான நெறியை சார்ந்தவன் ஒரு குருவை சார்ந்தவன் பார்த்த உடனே அந்த ஹாலிது குரு வலிது சகாபி அந்த இடையரையும் பார்த்து சொல்லுகின்றார் ஆம இடையரே நெறி என்றும் குரு என்றும் சொல்லுகின்றீரே நீர் எந்த நெறியை சார்ந்தவர் எந்த குருவை நீர் பின்பற்றியவர் என்று அந்த வலிந்து சகாபி அவர்கள் இளைஞரை பார்த்து அப்படி கேட்ட உடனே அந்த இளைஞர் பெயர் சொல்லுகின்றார் நான் எப்பேர் கொத்த நெறியை சார்ந்தவன் எப்பேர் கொத்த ஒரு குருவை சார்ந்தவன் என்று கேட்டால் தீங்கள் பிரித்தவர் இவ்வுள்ளி மாத்தமான் வினை நித்தமானோர் அந்த வழி வழியில் வந்தோர் எங்கள் முகம் யாரும் என்ன கேட்டீங்க யார்களையும் திங்கள் பிரித்தவர் புள்ளிமான பிரசித்தமான் விளை தம அதாவது அபுஜிகளுடைய ஒரு கேள்விக்கு இணங்க தினசு நாட்டுக்கு அதிபதியாக இருக்கின்ற ஹபீப் ராஜாவின் மக்காவுக்கு வரவழைத்து நபியை அவமானப்படுத்த வேண்டும் என்று கேட்ட கேள்வி அப்ப அந்த ஹபீப் ராஜா நபி என்று நாங்கள் நம்ப வேண்டுமே ஆனால் அம்மாவாசை இருட்டுலேசியா வலையில் திங்களுக்கு சொல்லக்கூடிய சந்தன வரவழைத்து அதை ரெண்டாக காட்ட வேண்டும் நாயகூரேக்கரின் சொல்ல வரைவு சொல்லும் அவர்கள் அதுபோன்ற அந்த சந்திரனை வரவழைத்து ரெண்டாக பிரித்து காட்டினான் அதற்கான சொல்லுகின்றார் திங்கள் பிரித்தவர் புள்ளிமானுக்கு அப்படி சமுதரனை வரவழைத்து இரண்டாக பிரித்து காட்டி புள்ளிமான காட்டிலே ஒரு வேடுகளுடைய கையில் அகப்பட்டுக் கொண்ட அந்த புள்ளிமானை விடுவித்து தன்னுடைய கண்புக்கு பால் கொடுத்து ஒருவரிடத்திலும் துணையாக நின்றார்களே அந்த நபியினுடைய உம்மத்து துணையாக இருக்கின்ற அந்த பெருமானார் நபி முகமதின் முஸ்தபான சூரேக்கரின் சல்லா வரைவு செல்லும் அவர்களுடைய உமத்துதான் அது மட்டுமல்ல அந்த வழக்கெல்லாம் ஒழியாய் வந்தோர் இந்த அகில உலகத்துக்கெல்லாம் பேரொழிவாக அவர்களுடைய தலைமுறையில் இருந்தோம் ஆறாவது தலைமுறையிலே அப்துல்லாவுடைய உற்பத்தியாகி உலகத்தில் அவதாரமானார்களே அந்த நபியினுடைய அந்த இடையாது மீண்டும் அந்த இளைஞரை பார்த்து கேட்கின்றார் ஆமா இவ்வளவு பெரிய ஒரு குருவையும் இவ்வளவு பெரிய நிதியையும் சேர்ந்த நீர் உங்கள் கேட்டார் நான் பாராமல் இருப்பது என் மீது குற்றம் தான் ஆனால் அதற்கு ஒரு குறை உண்டும் என்று அந்த இடையே சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றால் கோலும் கடைகாலும் திருமும் வைத்து என மொழிந்தால் ஏன் தெரியுமா அந்த முகமதனா இதுவரைக்கும் பார்க்காமல் இருக்கின்றேன் பாராமல் இருக்கின்றேன் அதற்கு என்று கைது இருக்க வேண்டிய கம்பையின் தடையாளையும் கூட வைத்து அந்த ஹாலிவுக்கு வெளியில் தரக்கூடிய முகத் சொல்லுகின்றார் அந்த முகமதனா இதுவரைக்கும் பார்க்காமல் பார்க்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் எம்மை எம்மைத்து வளைத்து தான் அரைத்து பிறந்துகள் பார்க்கல அவங்களை பார்க்காமல்வதற்கு என்ன காரணம் என்னை ஈன்றெடு தமுது மூட்டி என்ன இந்த உலகத்திலே ஈன்றெடுத்து எனக்கு பாலூட்டி சீராட்டி என்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து அரும்பாய் இருக்கின்றார்களே நரைத்து மூத்து அவர்களுக்கு மூத்து முதுகுப்பாகி நரைத்து போய் திரேதங்களெல்லாம் கூணி குருவி நரைத்து மூத்து பொன்மை திரேந்துகள் புகை தூமையாய் கண்களெல்லாம் தெரியாதபடி புகைந்து கொண்டு கூணி அவர்கள் இப்பமோ இன்னும் கொஞ்ச நேரமோ என்ற நிலையிலே என்னுடைய தாய் இருக்கின்றனர் அன்னாததால் இல்லாதபடி சாப்பாடு இல்லாதபடி என்னுடைய தாய் இருக்கின்றார் அதனால தான் போய் பார்க்கல இதுதான் என் மீது இருக்க வேண்டிய ஒரு குற்றம் என்று அந்த இடையர் மீண்டும் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இதனால் தான் நான் அவர்களை போய் பார்க்கவில்லை அந்த முகம்மதை காணவில்லை என்று யாரும் சொல்லுகிட்ட சொன்ன முன்னாலே சொல்றாங்க இப்படி சொல்லி வரும்பொழுது மூன்று நாளொன்றும் சொப்பனத்தில் முகம்மது நபி தன்னை கண்டு யார் எந்த குலரையில் ஆளுந்தினை விட்டேன் ஆனால் அந்த முகமது நான் மூன்று நாளைக்கு முந்தி கனவுல கண்டேன் சொப்பனத்தில கண்டேன் அப்படி தந்த உடனே என்னுடைய ஆட்டுல ஒரு ஆட்ட அவங்களுக்காக நான் நேர்ச்சியா இது மகா பிரிய வைத்திருக்கின்ற உனக்கு அந்த முகம்மதை அந்த நபியை நான் இந்த இடத்திலே உமக்கு காட்டித் தந்தால் நீர் எனக்கு என்ன சன்மானம் அளிப்பீர் என்று ஹாலிது கேட்டான் கேட்ட உடனே அந்த இணையே சந்தோஷமாக சொல்லுகின்றார் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஈமான் எவ்வளவு பெரிய ஒரு பக்தி அந்த அருமநாயிரத்தின் மீது வைத்து நிற்கின்ற அளவில்லாத ஒரு அன்பு எந்த அளவுக்கு எடுத்து காட்டுகின்றது சொல்லுகின்றார் இணையர் அப்படி அந்த முகம்மதை அந்த நதியை எனக்கு சொந்தம் சொந்தம் முன்னே வந்தை தூதல் நானே என்ற இவர்கள் இருக்கின்றார்கள் நிற்கின்றார்கள் இவர்கள் தான் நபி என்று வாழா முகநோக்கி இவர்கள் தான் முகம்மது என்று அவங்களுடைய வாக்குப்படி ஆடு ஆயுதத்தை அவருக்கு அதனால வாழா முகநோக்கி சாட்டு முன்னே இவர்கள் தான் சொல்வதற்கு முன்னாலேயே அவநாயகம் அவர்களுடைய முந்தி வந்து இடையிடையே நீர் யாரை பார்க்க வேண்டும் என்று அவர் இந்த அந்த முகம்மது நான் தான் சொன்ன உள்ள கடல் போன்று துடிக்கின்ற அவருடைய மனம் சந்தோஷம் அடைகின்ற அந்த சந்தோஷத்தினுடைய தன்மையில அந்த இளைஞராக கூடியவர் ஓடிவந்தர் முநாயகர சூரேகரின் சொல்லு அறிவு சொல்லிய பாதத்தில் தான் பணிந்து தனது இரு கரங்களையும் கொண்டுள்ள சூப்பாம்பி பாதத்தில் வைத்து அப்படியே முத்தி புகழ்ந்து அந்த கையை தாறு அப்படி எடுத்துக்கொண்டு அந்த இடையர் அங்க நிற்கவில்லை எடுத்தாரு ஓடுற எங்க தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக வேண்டி அந்த இடையர் வீட்டுக்கு ஓடுகின்றார் எப்படி ஓடுகின்றார் சுபகானல்லா பள்ளம் போகின்ற வெள்ளம் போல பாட செலையூளி போல பள்ளத்தை பார்க்க வெள்ளம் ஓடனா எவ்வளவு வேகமா ஓடுமோ அது போல ஓடுறார் பாடி ஊன்ற சூறாவாடித்தார் அதை எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதுபோல ஓடுகின்றார் இந்த விதமாக ஓடி சென்ற அந்த இளைஞர் தன்னுடைய தாயிருக்கின்ற இடத்துக்கு சென்றார் சென்றவுடனே அருமன் நாயகத்தினுடைய பாதத்தில் வைத்த அந்த இரண்டு கரங்களையும் கொண்டு தாளாண்மையுள்ளோந்த கரம் இரண்டும் மாதா உடல் தலைமேல் வைத்தார் வயதாகின அந்த இடையர் அரமநாயகத்தினுடைய திரு தாலிலே வைத்த அந்த இரண்டு கரங்களையும் கொண்டு தன்னுடைய தாயினுடைய தலையிலே கொண்டு போய் வைத்தார் வைத்த உடனே தாளிலே அவங்களுடைய கண்கள் தெரியாம பூப்படைந்து அன்னாதாரம் இருந்த அந்த கிழவி மீளா வெளிப்பட்டு மிக்க பதினாறு வயதாகினான் பதினாறு வயது பருவ பெண்பதானார்களால் அந்த தாய் இதை கண்ட அந்த இளையருக்கு மட்டும் மகிழ்ச்சி சந்தோஷம் இது நம்ம அருமநாயகர் சூலேக்கரின் சொல்லம் வாழ்க அவர்களின் முழல் சாப்பில் ஒன்றாக இருக்கும் இதை பார்த்ததும் அவருடைய உள்ளம் கூறிப்படைந்தது மீண்டும் அந்த இடத்தை விட்டு ஓடி வருகின்றார் நம்முடைய பெருமானார் நபி முகமதின் முஸ்தம் சொந்தம் வந்து ரொம்ப பயபக்தியாக இந்தியா ரசூல்ல பாலைப்படுகின்ற அதுக்கப்புறம் தான் அருமை நபி அவர்கள் அந்த கடையால் நாலாயிரம் பேர் என்று சொல்லப்படுகின்றனர் எல்லாரும் பால் குடித்தார்கள் அதுபோன்று நம்முடைய அருணநாயகர் சூரிய சொந்த வரைவு செல்லும் அவர்களும் அந்த பாலை பருகினார்கள் பாலை பருகி முடிந்ததின் பின்பு பால் குடித்த வாயை ஒப்பளிக்க பாய் உடுத்த வாயை கழுக வேண்டுமே தண்ணீர் இருக்கிறதா என்று சஹாபா இடத்திலே கேட்டாங்க அப்ப அதை சஹாபி சொன்னார் யார சூழ்நா ஒரு சிலங்க தண்ணி இருக்கிறது சொன்ன அந்த தண்ணியை கொண்டு வந்து இடத்திலே கொடுத்தாங்க அதைத்தானே அவங்களுடைய கையில எடுத்து தன்னுடைய வாயை கழுவி கொப்பளித்து தன்னுடைய கையில் இருந்த தண்ணியை தண்ணியை தானே கீழே தெளித்தார்கள் தெளித்தவுடன் அவங்களுடைய ஆடுகளாக வாழ்வை அளித்தார் அவர்களுடைய ஈமானுக்கு ஈடற்றமான ஒரு சலாமத்தை கொடுத்தார் ஆகவே அருமநாயக ரசூகரின் சல்ல அலைவசல்லம் அவர்களும் தான் கூட வந்த சகாபா பெருமக்களும் மற்றவர்களுமாக வருகின்றார்கள்ருமானது ஒரு நம்பிக்கையும் அவர்கள் மீது வைத்திருந்த உண்மையான ஒரு பக்தியும் அவருடைய உள்ள சிறப்பை எடுத்து காட்டியது அவருடைய ஈமானுக்கு உறுதுணையாக இருந்தது அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய ஒரு விசுவாசம் மேல்பாகாதபடி அருமநாயகத்தியே கண்டு அவருடைய மன நிறைவு கொண்டார்கள் இந்த அளவுக்கு அக்காலத்தில வாழ்ந்த சகாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமாள்களையும் அவங்களுடைய உள்ளங்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் பரிசுத்தமாக வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி நாம எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோன்று நம்முடைய பெருமானார் துவா பெயர் கொண்டு சீவோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகின்றார் ஆகவே அருமை பெரியவர்களே தாய்மார்களே இதுபோன்று அந்த நபி மீது நாமும் அன்பு வைத்தவர்களாக பிரிய அவங்களுடைய சவாயத்தை பெறக்கூடியவர்களாக நம் அனைவருக்கையும் ஒவ்வா வாக்கித் தர வேண்டும் என்று வேண்டிக் இந்த பால் கொடுத்த சரித்திரம் இம்மட்டோடு நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வெண்மையில் குடைவாசா மண்ணில் பதம் தோயா அண்ணல் நபி அவர்கள் படம் தோயா அன்னலர் அண்ணலர் நபிநாதரா அவர்கள் அதில் திருதரா மாறுபடகுலத்தை மறை வழி ங்கள் பல உழைப்பு மறுபடகு பின்புலத்தை மறை வழியில் தலைத்து மந்திரி தாழ் மணம் மண்ணினில் பதம் தோயா கண்ணலர் நதுநாதரா அவர்கள் அதில் திரு தூங்கராடைவாசா மண்ணினில் பதம் தோயா கண்ணலர்ந்த நீங்கள் விரும்பும் புதிய வெளியீடு தமிழ் ஹிந்தி மலையாளம் இசைத்தட்டுகள் இஸ்லாமிய பாடல்கள் பக்தி பாடல்கள் பதிவு செய்த ஒரிஜினல் கேசட்டுகள் மலிவான விலையில் வாங்குவதற்கும் பாடல்கள் பதிவு செய்வதற்கும் என்றும் புகழ்பெற்ற நிறுவனம் எஸ் ஏ பிரதர்ஸ்